ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா FROM சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மோஸ்ட் வாண்டடாக இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு பியூர் சில் சரிஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் பார்டரில் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ எல்லா அப்டேட்ஸ்லையுமே பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சேரீமே வந்து சோல்டு ஆயிடுச்சு அண்ட் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க இதில் வந்து கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணுங்கள் எங்களுக்கு வேணும் தீபாவளிக்காக நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காகவே இப்போ இந்த வீடியோவில் நியர்லி டுவெல் கலர்ஸ் ஸேரீஸ் வந்து நம்ம இதே பேட்டர்னில் காட்ட போகிறோங்க border வரைக்கும் பாரு so, we'll pista green பல்லுவும் அதே கலர் தாங்க பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு கிரீன் டபுள் ஷேட்ல வருங்க பாடியில் வரக்கூடிய புட்டா வந்து கோல்ட் டெஸ்ட் சேரீ சாரி நம்பர் பியூர் சில்க் சாரிங்க warp thread ஒவ்வொரு என்ன கலர் ஏன்னா டபுள் கூட blue mix ஆகிறதுனால உங்களுக்கு இருக்குங்க so, border and also blouse பிகாக 655 பிக் ப்ளூம் பிக்ள கான்ஸ்ட் பார்டர் வந்துடும் பர்பிள் கலர்லையும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நேவி ப்ளூலேயும் இருக்குங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரீரியில் புட்டாசன் பல்லுவர்க்கு இருக்கு சாரியுடைய பிரைஸ் 6,500 rupees with free ரூபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே paytm, account transfer இந்த 4 ஆப்ஷன் இருக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ எந்தவித லிமிடேஷன்ஸோ ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் அண்ட் ஒரு சாரீ தான் அந்த டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு சாரீ நீங்கள் புக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணிண சாரீ பார்சல் வாங்கினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் சாரியை கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ண முடியுங்க நம்ம பார்க்குறது சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் பாடி ஆஃப் சேரீ இங்கு ப்ளூ பல்லுவன் பிளவுஸ் மெரூன் கலர் ஸோ இதில் பல்லுவன் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வருதுங்க இதுக்கு முன்னாடி பார்த்து த்ரீ சேரீஸ்ல பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக வரும் பாடி ஆஃப் சாரி அண்ட் பல்லு ஒரே கலர்ல இருந்தது இப்போ நீங்க பாக்குறதுல பல்லு அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் மெரூன்ல பாடி ஆஃப் சாரி இங்கு ப்ளூல இருக்கு இதுலயும் ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் சரீல புட்டாஸ் ஒர்க் இருக்குங்க சாரி நம்ம சிக்ஸ் ஃபைவ் உடைய கலர்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பாடி ஆஃப் சாரி மஸ்டு எல்லோ வித் பிளாக் காம்பினேஷன்ல வருதுங்க அதாவது நல்லா <Nuevalli> <Nall> dark காவி கலர் அப்படின்னு கூட இதை சொல்ல முடியும் அதாவது மஸ்டர்ட் yellow கூட உங்களுக்கு வந்து நல்ல dark கலர் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால அந்த மஸ்டர்ட் yellow நல்லா டார்க்காக தெரியும் பல்லு பிளவுஸ் பாட்டில் green சரிங்க பிளவுஸ் மட்டும்தான் green இதில் வரக்கூடிய பிளவுஸ் மட்டும் பாட்டில் green பல்லு body of சாரி ஒரே கலர் dark mustard yellow சாரி நம்பர் no 658 இது வந்து பேஸ்டல் shade, double ஷேடுங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் காப்பர் சில்ஃபேட் ப்ளூ பாடி ஆஃப் சாரி Blue and light green மிக்சடுங்க டபுள் ஷேடுங்க ப்ளூ அண்டு கிரீன் மிக்சடு அண்ட் தரிலருந்து வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான சாரீஸ்னு பார்த்துட்டிங்கன்னா சில ஸாரீஸ் வந்து எல்லா சேரீயுமே சொல்லிட முடியாதுங்க அதே மாதிரி ஹேண்ட்லூம் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் எல்லா சேரிலேயும் அந்த ஹேண்ட்லூம் மார்க் இருக்குமா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது ஸோ நெசவு பண்ணுறவங்கள பொறுத்து வீவர்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த சேரீடைய குவாலிட்டி வரும் அண்ட் அதில் வரக்கூடிய விஷயங்களும் இருக்குங்க ஸோ அப்போ சில ஸாரீஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹேண்ட்லூம் மார்க்ஸோடு வரும் அண்ட் சில ஸாரீஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் வருங்க ஸோ அது வந்து ஹேண்ட்லூமில் சில இருந்து வரக்கூடியது அப்படிதான் வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சிக்ஸ் ஃபைவ் நைன் பாடி ஆஃப் சாரி இங்கு ப்ளூ பலர்ன் ப்ளவுஸ் கிரே கலர் ஸோ கிரேங்கும் போது black மிக்ஸடுங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ நம்ம இந்த சாரீஸை சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோவில் பார்க்குற எந்த ஒரு சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் உங்களுக்கு கிடைக்குங்க நெக்ஸ்ட் சாரி நம்ப சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ பாடி ஆஃப் சேரீ ராணி பிங்க் கலர்லேயும் அதாவது மெஜந்தான்னு சொல்லுவோம் மெஜெந்தா கலர்லேயும் பழுவன் பிளவுஸ் ஆரஞ்ச் கலர்லையும் இருக்குங்க ஸோ இந்த சேரில என்ன ஸ்பெஷல்னா டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் பார்டர்லையுமே உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்துருக்குங்க அது சில்க் ரெட்லேயே தான் ஹரிசாண்டல் லைன்ஸாக வந்துருக்கும் இதில் வரக்கூடிய புட்டாவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்ட் சரில்தாங்க இருக்கு செக் பண்ணி கூட பாத்துக்கலாங்க எந்த ஒரு பியூர் சில்க் சாரீஸ் நீங்க வாங்கினாலுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய த்ரெட்டுமே எடுத்து செக் பண்ணுங்க ஏன்னா மார்க்கெட்ல சில சில இடங்களில் என்னாகுது ஆகுது அப்படின்னா டூப்ளிகேட் சில்கு கூட வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைட்லேருந்து த்ரெட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது ப்யூரா இல்லையான்னு நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து ரெஃபரன்ஸஸஸ்க்கு இருக்குங்க ப்யூர் Silk செக் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்த சாரியுடைய நம்பர் டபுள் சிக்ஸ் ஒன் டபுள் ஷேடில் வருதுங்க க்ரீனு அழ்கே க்ரீனில் இருக்கும் பாடி ஆஃப் சாரீ நேவி ப்ளூ நெக்ஸ்ட் சேரியுடைய இதுமே டபுள் ஷேடு தாங்க பல்லுவன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்சுலையும் இருக்குங்க டபுள் ஷேட்ல வருங்க சில சாரீஸ்லாம் டசில்ஸ் போடலங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக டசில்ஸ் போட்டு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் டசில்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட எங்கள்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மெயினாக அட்ரெஸ் அனுப்பும் போது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம நோட் பண்ணிக்க முடியுங்க சாரி நம்பர் டபுள் இந்த டபுள் சிக்ஸ் த்ரீ பாடி ஆஃப் சாரி பல்லுவன் பிளஸ் நேவி ப்ளூ கலர்லயே இருக்குங்க இதுலேயுமே ஃபுல்லாவே கோல்ட் டெஸ்ட் ஜரீல் தான் புட்டாஸ் அண்ட் பல்லுவர்க் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற எந்த ஒரு சாரி எடுத்தாலுமே அதுல ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டு ஜெரில புட்டாஸ் அண்ட் பல்லுவர்க் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரியில் டசஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்க புக் பண்ண சேரீ இல்லாமல் வேற சாரி வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஒரே வீடியோவாக இருக்கணுங்க கட் வீடியோவா இருக்கக்கூடாது சாரி நம்பர் டபுள் சிக்ஸ் போர் கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க் பாசிபிள் இல்லீங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ போட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்குங்கிறதுனால இது வந்து த்ரீ பிளே த்ரெட் ஒர்க் அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் பாலிஸ்டர் மாதிரி பலவளப்பாவோ வளவளப்பாவோ இருக்காதுங்க பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்குங்க சாரி நம்பர் டபுள் சிக்ஸ் ஃபைவ் பல்லுவன் பிளவுஸ் கிரே கலர் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டீங்கன்னா வைலட் அண்ட் ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால கண்டிப்பாக சேரியில் ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க அதாவது கிரே கலரெலாம் வரும்போது பிளாக் கலர் த்ரெட்டு அதாவது டார்க் கலர் இல்லைங்களா ஸோ அப்போ டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய ஹூக்ஸ் மார்க்ஸில் கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகும் அண்ட் புட்டா ஸேரீஸ்னு போயிட்டீங்க அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டாஸ்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஸ்லைட்டாக விலகி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து காமனாக ஹேண்ட்லூம் மேட் சாரீஸ்ல வரக்கூடிய ஒன்று தாங்க ஸோ இந்த சேரீலன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பிளவுஸ் வந்து கட் பண்ணி டசல்ஸ் போட்டு வச்சுருக்கோங்க இதில் பாடி ஆஃப் சேரீ பல்லு ஒரே கலருங்க மெகந்தி க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ அது எப்படி மெஹந்தி க்ரீன் வருது அப்படின்னா நம்ம வந்து மஸ்டர்ட் எல்லோ கூட black mix பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் வரும் இதோடைய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் காஃபி ப்ரௌன் கலரில் இருக்குங்க இந்த சேரீல மட்டும் உங்களுக்கு வந்து பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டு ஜரிலையும் மாற்றி மாற்றி வருங்க ஸோ இதோடைய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து இந்த பீஸ் தாங்க இதுதான் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி டெசஸ் வந்து போட்டு வச்சிருக்கோங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் எல்லா சாரீஸுமே நம்ம பார்த்துட்டோம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது காண்ட்ரஸ்ட் பார்ட்ரு இருக்கக்கூடியது ஒவ்வொரு சாரி மிஸ் சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு வருது ப்ளவுஸ் பாட்டில் வித் ஹாலோகிராமோட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி தரோம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணா நேமும் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்கிற டேட்டும் தெரியுங்க ஸோ வாட்ஸ்அப் மூலமாக சாரீ கூட சென்ட் பண்ண சொல்லி புக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்